என் கிரிட்ட என்னை பத்தி என்ன சொல்றான்னு சொல்லி என் ஃப்ரண்டா அனுப்பிச்சு அவங்க போயிட்டு ஏன் அவங்க லவரா கிடைக்கிறது நீங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் ஏன் அப்படிங்க இல்ல அவன் அடுத்தவரே பீச்சி பார்க்கு சொல்லி கூட்டு போய் பாத்துக்குவான் அவள் அவர் உங்களை எப்படி பாத்துக்கு என்ன பண்ண முடியுமா